வணக்கம் அன்பானவர்களே இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் அல்லது சில திருமணமான பெண்களையும் இன்றளவும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுடைய கதைதான் இந்த கதை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கல்கையில் வெளிவந்த உயர்திருசு சமுத்திரம் அவர்களால் எழுதப்பட்ட சிறுகதை நீங்க சரியான பத்தாம்பி மேடம் இந்த கம்மள கலர்ச்சி எரிஞ்சிட்டு பேசாம ரிங் போட்டுக்கோங்க பாக்குறதுக்கு அழகா இருப்பீங்க அதாவது இப்ப இருக்கிறத விட அவள் கோபப்பட்டவள் போல் கதவு மேல் போட்ட இடது கரத்தையும் தங்க வளையில் அலங்கரித்த வலது கரத்தையும் இடுப்பில் அம்புக்குறி போல் வைத்தாள் பின்னர் வாசலுக்கு வெளியே நின்றவனின் முகத்தில் அடிக்காத குறையாக கதவை மூடுவதற்காக தனது கரங்களை இடுப்பில் இருந்து விடுவித்தாள் அதற்குள் அவன் முந்திக்கொண்டான் நானும் என் சிஸ்டர் கிட்டையும் இதுக்கு எதிர்ப்பத சொல்லி சொல்லி பாக்குறேன் எந்த சிஸ்டர் அண்ணனோட பேச்ச கேட்டா இவ கேக்குறதுக்கு அவள் இப்போது அவனை லேசாக சிரிப்போடு பார்த்தாள் அப்புறம் லேசாய் யோசித்து முகம் சுளித்தாள் அவனும் தன் கருத்திற்கு உரையாசிரியர் ஆகிவிட்டான் பொங்க முகம் வட்ட முகம் இந்த காதலி சர்க்கஸ் புலி மாதிரி தெரியுறா எவ்வளவு பெரிய ரிங் ரீங்க அதுக்குள்ள அவ முகத்தையோ திணிச்சிடலாம் அவளுக்கு கோபமும் சிரிப்பும் ஒன்றாக வந்தன கூடவே எச்சரிக்கை உணர்வும் இயல்பாய் வந்தது சீ இப்படி ஒருத்த பேசுறது அவள் மனதுக்குள் கோபமாகத்தான் சீ சீ சொல்ல போகிறாள் ஆனால் அந்த வார்த்தையோ செல்லத்தனமான சீயாகவே ஒழித்தது அதோ மிஸ்டர் சுப்பு அவள் பதறி போனாள் இதையெல்லாம் அவர்கிட்ட சொல்லக்கூடாதுங்க என்று அவனிடம் சொல்ல போனாள் பிறகு இவனிடம் மட்டும் இதை எப்படி சொல்ல முடியும் என்று யோசித்தாள் அவளால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை எதிர்த்து செயல் சுப்பு வந்து கொண்டிருந்தான் உடனே இவன் அவனை பிடித்து கொண்டான்னு ஏன் பிளப்பு ஆறு மாசம் டூர் ஆறு மாசம் அதனால முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க வந்துட்டேன் நாளைக்கு குல்பர்கா போறேன் இருபது நாள் டூர் என்ன மிஸ்டர் சுபு ஒரு மாதிரியா இருக்கிறேன் என்ன சார் நீங்கோ என் ஆபீஸ் கார் இங்கதான் நிக்குது டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாம் சுப்பு தர்ம சங்கடமாக நின்ற போது அவள் கோபத்தோடு பேசினார் நீங்க பதலையும் முதல்ல கதவை தாளிடப்போனாள் அப்பா துறை நீண்ட இடத்திலேயே நின்று கொண்டிருந்தான் அவள் முகம் நேருக்கு நேராய் கதவோடு சேர்ந்து நீண்ட போது விழுகி கொண்டான் உள்ளே வந்தவள் கணவனின் பூட்ஸ்களை எடுத்து ஒரு பக்கமாக வைத்தாள் அவன்டுப்பையில் கண்ணாடி டம்ளருடனும் அவனின் இரு விரல்களும் கண்ணாடிக்குள் பிம்பங்களாக பிரதிபலித்து உள்ளே இருந்த பாதி தண்ணீருக்கு வேலி கட்டியது போல் இருந்தன அவன் தலையை இழுத்து பிடித்து மாத்திரையை வாயில் போட்டுவிட்டு டம்ளரை நீட்டினான் அவனையே பார்த்தாள் நீ அவர் பேசி இருக்க கூடாது என்று பேசுவார் என்று பார்த்தால் பேச வேண்டும் என்று நினைத்தவள் போல் அவளையா என்ன பெட்ரூமுக்கு கூட்டிட்டு போ தலை சுத்துது உட்காரவே முடியல என்ன லேசா தூக்குறியா அடக்கடவுளே என்னவது டாக்டர் கூட்டிட்டு வரட்டுமா வேண்டாம் நீ என் பக்கத்திலேயே இருக்கணும் அவள் அவனை தூக்கி நிறுத்தினாள் அவனை தோலோடு கூட்டி போனாள் அவன் அவளிடம் இருந்து அவன் தலையை மெல்ல தூக்கி தன் மடியில் போட்டாள் அவன் அவளை அண்ணாந்து பார்த்தான் லேசாய் உணர்ச்சி கைகளை பின்னுக்கு போய் அவள் முதுகில் சங்கிலி போட்டான் கால் மணி போனது தெரியாமல் போனது அவன் அவள் முதுகில் சுற்றிய கையை எடுக்க போன போது அவள் அதைகளையும் அரட்டி அடிங்கோ அப்ப சொல்ற உங்கள அந்த ஆள் கிட்ட பேசி பேசியே உங்க எனர்ஜி எல்லாம் வேஸ்டா போகுது என்ன மனிதரோ யாரும் ஆள் இல்லாத போது கூட அவர் வாய்ப்பு பேசிக்கிட்டேதான் இருக்குது மற்றவர்களை பத்தி நமக்கு என்ன பேச்சு அதுவும் சரிதான் போறீங்களா அவள் அவன் தலையை செல்லமாக கோதிவிட்டாள் அவன் தன் தலையை மேலே மேலே உயர்த்தி கொண்டு போன போது என்று அவன் அவள் முதுகே இறுக பிடித்தபடியே அந்த இறுக்கத்திலும் செல்ல கிருக்களிலும் மேமருந்து போன அவள் தன் மடியை அவனை தாளாட்ட அவன் தொட்டில் குழந்தையாகி தூங்கி மறுநாள் காலையில் அலுவலகம் பெறப்பட்ட கணவனிடம் வாசலுக்கு வெளியே வந்து வீடுகளை வரிசையாக கொண்ட அந்த குடியிருப்பு என்னவோ பொல் இருந்தது இப்படி நெடுநாள் டூர் போகும்போது வீட்டுக்கு வந்து சொல்லிவிட்டு போகிறவர் இன்றைக்கு ஏன் சொல்லவில்லை எப்படி சொல்வார் நான் தான் முகத்தில் எடுத்தார்போல் பேசிவிட்டேனே அவருக்கு மட்டும் சுயமரியாதை இருக்காதா என்ன அவள் சுய கட்டுப்பாட்டுடன் கதவை சாத்தினாள் ஒரு நிமிடத்திற்கு மேல் அவளால் உள்ளே பால்கனி மாதிரியான பகுதியில் நின்றாள் சாய்ந்தபடியே வெளியே எக்கி பார்த்தாள் அவள் கணவனும் அவனும் ஜோடியாக நடந்து போனார்கள் ஒரு தடவை அவன் பாருங்க நம்மளோட பேய பொருத்தத்தை நீங்க சுப்பு நான் அப்பு என்று சொன்னது அவள் நெஞ்சுக்குள் மீண்டும் வேரூன்றி செடியாக வளர்கிறது வாயில் பூவாய்ப்புலகைத்தது அதே சமயம் நெஞ்சுக்கும் ஒரு சின்ன நெருடல் உடம்பு இது போதாதென்று இந்த வயதிலேயே பிளட் பிரெஷர் கல்யாணத்திற்கு முன்பே இருந்திருக்கிறது ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் என் தலையில் அவள் தனக்குள் ஏய் என்று சொல்லிக் கொண்டாள் பின் கதவை அழைத்துவிட்டு முன்கதவை திறந்தாள் கணவன் மீது கோபப்பட்டதற்காக தன் மீதே அவள் கோபப்பட்டாள் இதற்கு காரணமான அவன் மீதும் கோபம் வந்தது ஒரு பெண்ணிடம் அளவோடு பழக தெரியாத மனிதர் அவள் அவனை பின்னோக்கி பார்த்தாள் அவளுக்கு மேற்கொண்டு சிந்திக்க கூட பயமாக இருந்தது ஐந்தாண்டு கால இல்லற குடத்தில் இரண்டு மாத கால பறிச்சு இணஞ்சு விழுந்துவிடக் கூடாது என்று பயப்பட்டவள் போல் தலையில் கை போட்டாள் சுவரில் தலையை சாத்தினாள் அந்த அரசாங்க குடியிருப்பில் காலியாய் இருந்த முதல் வீட்டிற்கு அவன் வந்த மறுநாள் இவளோடும் இவள் கணவரோடும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான் அறிமுகம் நட்பாகியது இவர்களிடம் எல்லோரிடமும் இன்முகமாகவே இருப்பான் குழந்தைகள் அங்கல் என்று முதுகில் அவன் குதிரையாவான் கல்லூரி பையன்களின் கிரிக்கெட்டுகளுக்கு அம்பையர் ஆவான் கிழடுகளோடு நடந்தபடியே வேதாந்தி இதுவரை இந்த சந்திராவுக்கு அவன் பதவி மூலமோ குடும்பம் மூலமோ துல்லியமாக தெரியாது ஒரு தடவை வழக்கம் போல் வீட்டுக்கு வந்திருந்த போது வீட்ல எப்ப கூட்டிட்டு வரீங்க என்று சுப்பு கேட்டான் அவன் பேசாமல் இருப்பதை பார்த்து விட்டு கல்யாண ஆகலையா என்று இவள் கேட்டாள் உடனே அவன் பூசி மொழிப்பினான் ஏதோ ஆச்சு எப்படியோ ஆச்சு தங்கையும் தான் உலகம் என்றான் அவன் அப்போது கண் கலங்கியது நினைத்த போது மீண்டும் கண் கலங்கியது அவன் மீது கொண்டிருப்பது வெறும் அனுதாபம்தான் என்று பல தடவை வழிய மனதுக்கு தெம்பு வந்தது இருபது நாட்களும் போய் இருபத்தி ஓராவது நாளும் வந்துவிட்டது இந்த நாளில் சுப்பு அவள் கணவன் தெளிவாக இருந்தான் பிரெஷர் போன இடம் தெரியவில்லை அவளிடம் பத்து வயது குறைந்தவன் போல் நடந்து கொண்டான் சில சமயம் மாத்திரைகளை கூட மறுத்து விட்டான் சொல்லிக் கொண்டான் அவன் அப்பா துறை வந்து விட்டான் போலும் அவன் வீட்டில் ரேடியோ சத்தம் கேட்டது சந்திரா அந்த பாட்டுக்கு ஏற்ப முணுமுணுத்தாள் அவன் கதவை போட்டும் சத்தம் கேட்டது அவன் தன் வீட்டு கதவை தட்டுவான் அல்லது காலிம்பிள்ளை அடிப்பான் என்று கதவருகே வந்தாள் எதுவுமே நடக்கவில்லை உறக்கை கிளம்பிய அவன் சத்தம் செய்கிறார் வீட்டுல டெலிபோன்காரர்கள் டெலிபோன் பிக்ஸ் செய்வதற்காக வீட்டு சாவியை கொடுத்து விட்டு போகிறவர் டூருக்கு முன்னாலும் கொடுக்கல பின்னாலும் கொடுக்கல அப்படியே வெளியே அவள் மனம் போகாதடி என்றது சும்மா கெட டெலிபோன் வந்துட்டானு ஒயரை மட்டும்தான் அவன் யதார்த்தமாகவும் ஒருவேளை விகற்பம் இல்லாமலும் முன்பு சொன்ன கமெண்ட் இப்போது அவளுக்கு காமனாக தோன்றியது மேடம் முகத்து பாக்குறதுக்கு மட்டும் கண்ணாடிய பாருங்க உங்க நேரத்தையும் பாக்கணும்னா பீர்க்கும்பூவ பாருங்க மஞ்சள் சேட்ல சிவப்பு நிறமா இருக்கும் அதுதான் காட்டு பகுதிக்கு போயிருக்கீங்களா கோணலான தென்னை மரங்கள் பக்கத்துல முள்ளம்பின்றி மாதிரியான ஈச்சமரங்களின் சமீபத்துல ஒரு மர வகை மட்டும் பழபழப்பா ஆகாயத்துக்கும் பூமிக்கும் இடையே நேர்கோடு போட்ட மாதிரி நளினமா ஒயிலா நிற்கும் அதுதான் பாக்கு மரம் இந்த குடியிருப்பு காட்டுல வெவ்வேறு பெண் மரங்கள்ல நீங்க ஒரு பாக்கு மரம் எஸ் மேடம் யூஆர் தரக் நன்றி வேணும்னா மிஸ்டர் சுபு கிட்ட அப்போது காதுகளில் உதாசீனமாக வாங்கிய வார்த்தைகளை இப்போது அவள் வாயில் புன்னகையாய் மென்று விழுங்கினாள் கண்களில் ஒளியாய் காட்டினாள் நெஞ்சிலே ஒரு சின்ன சுகம் அதை பிரிதாக்குவது போல அதோ அவன் வந்து கொண்டிருக்கிறான் அவனை பாராதது போல உள்ளே போக போனாள் அவனும் சிரித்தபடியே வந்து அவளை நிற்க வைத்தான் அவள் வார்த்தைகளால் கட்ட விழுந்தாள் நெகிழ்ச்சியான குரலில் உள்ளத்தை தேங்காய் உடைத்து காட்டினாள் என் பேர் சந்திரா இந்த வீட்லதான் இருக்கும் மறந்து போறதுக்கு ஆறாவது ஏழாவது வீடல்ல உங்களை மறக்க முடியுமா மேடம் காட்டு கார் போகும்போது பாக்கு மரத்தை பாக்க அப்போ உங்க ஞாபகம் தான் வருது மறந்துட்டேன் மேற்கொண்டு பேசாமல் உள்ளே போனான் தொடர்ந்து வந்த மனைவிக்கு வழிவிட்டு வாசலில் அரை மணி நேரமாய் அங்கும் இங்கும் குடைந்து இருவரும் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை கண்டுபிடித்தார்கள் கையில் வைத்து உருட்டியபடியே பேசாமல் இருந்தவனை பார்த்து அவள் கேட்டாள் ஆபிஸ் போகலையா நாம் நம்புறபடி எதுவும் நடக்குதா என்ன என்ன சொல்றீங்க பழைய படியும் சந்திரா வாசந்திரா என்ன பிடிச்சுக்கோ ஐயோ சந்திரா பதறி போனாள் அவனை கை தாங்களாக கட்டிலுக்கு கூட்டி போனாள் அவசர அவசரமாய் மாத்திரைகளை கொடுத்தாள் அவனும் என்றான் அடக்கடவுளே கிட்ட போகலாம் ஸ்கூட்டர் கூட்டிக்கிட்டு வார வேண்டாம் சந்திரா நீ என்னை எங்கேயும் போக வேண்டாம் போகப்படாது அப்போ மிஸ்டர் அப்பா துறையை ஆட்டோ வர யாரு போனாலும் அந்த அயோக்கியம் போகப்படாது எப்பா எப்படியெல்லாம் தலை சுத்துது வைக்க போனாள் அவனோ அவள் மடியில் தலை போட்டான் சந்திரா சந்திரா என்று கூவியபடியே அவள் இடுப்பை சுற்றி பிடித்தான் அவள் யோசித்தாள் சத்தம் போட்டை சொன்னாள் இருபது நாட்களாய் வராமல் இருந்துட்டு அட கடவுளே அவனை பார்க்க பார்க்க அவளுக்கு ஏதோ ஒன்று தட்டுப்பட்டது அவனுக்கு கொடுக்க வேண்டிய மருந்து புரிந்தது தப்பு தப்பு உட்கொண்டு அவனை குணப்படுத்திய வேண்டிய மருந்து அது யாரோ ஒருவனுக்கு காதலியாக போவது போல் பயந்தவள் இப்போது இவனுக்கு தாயானாள் குழந்தைகளுக்கு சொல்வது போல் குழந்தைத்தனமான செய்தியை சொன்னாள் நெஞ்சை நிமிர்த்தி குரலை நிர்தாட்சணியமாக பேசினாள் நீங்க பக்கத்து வீட்டுக்காரரோட சவகாசத்தை தன்னையே பார்த்தவளின் முகத்தை கிழத்து தன் மார்பில் போட்டு கொண்டான் அவள் முதுகை தட்டி தட்டி விட்டான் பிறகு அப்படியே தூங்கி போனான் சமையல் வேளையில் கவனமாக இருந்த சந்திரா வெளியே இருந்து உள்ளே வந்த கணவனை அதட்டினாள் வெளியில போனீங்க பேசுறீங்கன்னு அதட்டினு ஆசாமி பயந்துட்டான் ஐந்து நிமிடம் பித்து பிடிச்ச மாதிரி இருந்தான் அப்புறம் ஐம் சாரி சார் நான் செஞ்சது தப்புதான் ஏமில தான் எல்லாம் தப்பு இந்த மாதிரி இனிமே நடக்காதுன்னு குவாட்டர் காலி செஞ்சானா ஆசாமி பேச்சுலதான் வீரன் ஆனா பயந்தாங்கோலி நான் எச்சரிச்சதும் எதுவும் இல்லன்னு அவனுக்கு குழு விட்டுடும் சுப்பு போய்விட்டான் சந்திரா கைகளை பிசைந்தாள் வியர்த்து கொட்டிய முகத்தை துடைத்து சுரணை கூட இல்லாமல் வெளியே வந்தாள் அப்போது கதவி மூடிவிட்டு வெளியே வந்தவள் அப்பா துறையை பார்த்து விட்டு வீட்டுக்குள் வந்தாள் அவன் தனது வாசலை கிடக்கும் போது கதவை பட்டென்று ஒப்பாரி வைப்பது போல் சாத்தினாள் அவன் இதுக்கு மேல யாரும் குடித்தனத்துக்கு மட்டுமல்ல குடியிருப்பு பகுதிகளை வாழ கூட ராச இல்லாத நான் வேறு வீடு பார்க்க தான் என்று நின்று நிதானித்து சொல்வது கேட்டது சந்திரா கதவை திறக்க போனாள் உங்க முகத்துல விழிக்க எனக்கு தகுதியில் இருந்தா கதவ மூடன என்று தனக்கு தானே ஆனாலும் திருமதி சந்திரா சுப்பு கதவை திறக்கவில்லை வாயில் அகற்றியதை வாசலுக்கு வந்து சொல்லவில்லை எப்படி சொல்ல முடியும் அப்படி சொன்னாலும் குளிர் விட்டு விடாதா அதாவது அவளுக்கு இத்துடன் இந்த சிறுகதை நிறைவடைகிறது இந்த சிறுகதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க உங்களுடைய கருத்துக்கள் சேர்க்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சிறுகதைய பகிர்ந்து கொள்ளுங்க மீண்டும் அடுத்ததொரு நாவல் அல்லது சிறுகதையுடன் உங்களை சந்திக்கும் வரை இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி உங்கள் சிவிக்க பிறந்தாக நன்றி வணக்கம்